போல் அனைப்போன் ஆயிரை தாய் தந்தை போல் அனைப்போன் அனைத்துயிர்களும் வாழ வழிகாட்டு அல்லா அனைத்துயிர்களும் வாழ வழிகாட்டு வாழ்வினில் புகழ் சூட்டுவோம் மாநில வாழ்வினில் புகழ் சூட்டுவோம் மனிதனை உயர்வாக வெளியாகினோ அல்லா மனிதனை உயர்வாக வெளியாகினோ கற்பத்துள்ிசுவாய் வளர்ந்திட உதவி செய்வோன் நீ காயினுள் கணியாய் கற்பத்துள் சிசுவாய் வளர்ந்திட உதவி செய்வோன் நீ நாயினும் கடையில் புனை மறந்திருந்த நாளிலும் புணவழி தோன் யினும் கடையில் உனை மறந்திருந்த நாளிலும் உணவழி தோன் புயதில் மார்க்கத்தை வெளி யாக்கினோன் புயதில் மார்க்கத்தை வெளி யாக்கினோன் தொழுடும் அடியார்க்கு அருள் பாலிபோல் அல்லா தொழுதிடும் அடியார்த்து அருள் பாலிபோ ஆயிரம் தாய் தந்தை போல் அனைப்போ அனைத்து வீடுகளும் வாழ லாமல் வாழ்ந்திட உதவி செய்வாயே மா பெரும் அல்ல நான் வறுமை இல்லாமல் வாழ்ந்திட உதவி செய்வாயே காபரும் அழைத்தால் உடன் மனதிறங்கி கருணையை சொரிந்திடுவாயே காபரும் அழைத்தால் அழைந்தால் திரங்கி, கருணையே சொரிந்திடுவாயே கோபமில்லாம் அன்பு தன்னை காட்டுவோர் கோபமில்லா அன்பு தன்னை காட்டுவோன் குரு முகமது நாவை அழகாகினோம் அல்லா குரு முகமது நாவை அழகாகினோ கோபமில்லா அன்பு தன்னை காட்டுவோ குரு முகமது நாவை அழகாகினோ அல்லா குரு முகம்மது நாவை அழகாகினோ ஆயிரம் தாய் தந்தை போல் அனைப்பு ஆயிரம் தாய் தந்தை போல் அனைப்போ அனைத்துயிர்களும் வாழ வழிகாட்டுவோம் அல்லா அனைத்துயிர்களும் வாழ வழிகாட்டுவோ து மிகும் யாப்புதா மீது மிகவும் யாப்புதா என்னை ஆழ்வாயா தி அன்பாகவே உன்னை நான் காணவே உள்ளாதனில் ஆரவம்தான் ஆண்டவா உயிரே அழகு மிகும் ஜீவ மலரே ஆகிய உயிரே அழகு மிகும் ஜீவ மலரே ஜோதி பிரகாசமே சுத்த ஆதாரமே ஜோதி பிரகாஷமே சுத்த ஆதாரமே uttamane sarpara andava nire meghon ya khuda niyanai alvai sada o nire meghon ya khuda niyanai alvai sada aa aa aa nire meghon ya khuda No Now And hmm You know train когда sometimes I'm aEEE I'm a Are they gonna�도 mesma anmam thulaisai sarana andava nee migam ya purana nee enai alvaisi sarana aa nee migam ya purana nee enai alvaisi sarana aa aa வல்லனாயனும் வரும் தன தொலைப்பாயே வல்லனாயனும் நீ ஏ வரும் தன தொலைப்பாயே அல்லலை நீக்குவாய் அமது ஆளுவாய் அல்லலை நீக்குவாய் Ahamad alwai Andavane saas <laughs> palya Oh, nedi me gruunya Chura Nedi me gruunya chura Nedi me alwai chura Ah, ah, ah Nedi me alwai chura Nedi me alwai chura Nedi me alwai chura Oh, oh Odi anbaghave Unnena ngaanave ஆண்ட யாதா யாதா desirand <Sessing> doliran <singing> niti <Sessing> ananda muth nirandh sidham <singing> doliran needi varu kalima nilayari niti ananda muth nirandh sidham doliran needi varu kalima nilayari sa ga ta sa ga ta tattvam karana shagala aasa paasamu tattvam karana shagala aasa paasamu tavirdu ruhul khudusil salam gerivi tattvam karana shagala aasa paasamu tattvam karana சகல ஆச மாச தவிந்து ரூல கோரி ột mm род -hmm. <laughs> தந்திரமாயிருந்து மந்திரம் அதை மூட்டே தந்திரமாயிருந்து மந்திரம் அதை மூட்டே தன்னிலமை காணாமல் சாகலாமா ஐயா தந்திரமாயிருந்து மந்திரம் அதை மூட்டே தன்னிலமை சாலமா சாலமா அருகான நாவில்லாமல ஓதும் நாத சங்கோ செய்தோனே நாவில்லாமலே ஓதும் நாத சங்கோ செய்தோனே நலம் பெற தெருகு பலன் தலைவனை தான் அறியாதிருந்தால் தரணியில் மரணித்து சாவதுண்மை தன்னையும் தலைவனை தான் அறியாதிருந்தால் தரணியில் மரணித்து சொல் அரிய அருள் அப்துர் சொல் அரிய தத்துவமும் கரண சகல அசபாசமும் தவிர்ந்து ரூகும் பொதூசின் தலா தரிவே விந்ததோர் கப்பலாலாத்துடன் கடுகி வரவே அழைத்தீ கம்பமுடன் ஓடியே வந்ததோர் கப்பலை கடிபூணையாக்கி வைத்தீ கடிபூ கடலில் கவிழ்ந்ததோர் கப்பலாலாத்துடன் கடுகி வரவே அழைத்தீர் கம்பமுடன் ஓடியே வந்ததோ கப்பலை கடிபுணையாக்கி வைத்தீர் குடிகொண்டு கர்ப்பவரை உள்ளிருக்கையில் உமை கொலை செய்ய வந்த முனியை குதி கொண்டு வெளி சென்று இரு துண்டமாக்கி பின் ஊர் கற்ப வரை ஊர் கற்ப வரை பிடியில் பிடித்துண்ட பிள்ளை சன்னியாசி குடல் பிள் வரவே அழைத்தீர் பிரிய வைத்து என ஆலயிடத்தின் இரு பேரையும் தோது விட்டீர் பிள்ளை சன்னியாசி குடல் பீரி வரவே அழைத்தீர் பிரியம் வைத்து எனவே நடனமிடும் பாதார விந்தமன் சென்னியுர நாள் சொல்லுமோ அருகிலே நடனமிடும் பாதாரியுர நாள் சொல்லுமோ அருகிலே நற்குணம் குடிகொண்ட பாத்துஷாலான குரு நற்குணம் குடிகொண்ட பாத்துஷாலான குருநாதன் நையதி மு ஜலம் அழியும் வந்தாழ வேண்டினேன் பொய்யான கடலம் அழியும் வந்தாழ வேண்டினேன் ஐயாயன் அவள வாழ்வினே தாங்காறு நாடினேன் புத்துன் ஆடினே சுய்தான ஆறிவனு புத்துதேமன் ராடினே கை தங்கு ஆளவேயா பாஜாம கை தங்கு ஆளவேனுயா பாஜா மூனுகி ya devira rajana aya vaja mane nadi குற்றம் அதால் உயிரும் போகவே சிறுபிள்ளை செய்த குற்றம் அதால் உயிரும் போகவே செய்தோரை தந்து சமூகம் கீழ் தூரவே குழந்தையும் தாயோடு போகவே மறுவாழ்வு கற்று குழந்தையும் தாயோடு போகவே மகிழ்வாக செய்த உயர் திரு பாஜம் மேன செய்த உயர் திரு பாஜம் தீர் மா செல்கு நபிய கனவில் கண்ட பாக்கரே மதினாவில் சென்று நபிய கனவில் கண்ட பாக்கரே மஹமூதர் சொன்ன மொழியில் தேசம் வந்தோரே மஹமூதர் சொன்ன மொழியில் இந்த தேசம் வந்தோரே கடல் உயர்ந்த தர்மசீலரே பதினாலு இல்மு கடல் உயர்ந்த தர்மசீலரே என் பைதாபம் பார்த்து ஆளு பாஜும் மீனது பைதாபம் பார்த்து ஆளு பாஜவும் ஜ முதன் தேன் பா முதேன் பாஜா முதன் தே செய்தாலும்ினமும்ாரும்யவு செய்தாலும்ினமும் தமி ஐயா பயமில் தாங்கிட பவக்கடல் தாண்டிட பயமில் தாண்டிட பவக்கடல் தாண்டிட அபயம் தருவீரியங்கள் அரசர் சாகுல் அமீதே அபயம் தருவீர் அரசர் சாகுல் அமிரே தயவு செய்தாரோ ஐயா தினமும் नहींने कार आइया தருமய ரேஷ்பல ரே தர்மய ரே அசம் குஷ்ப ரே தர்மய ரே அசம் குஷ்பாள ரே நர்மன்கும் பேர ரே மிழ் மாமுது தேரரே தயவு ஐயா செய்தாலும்னுியனே காரும் ஐயா இனியும் என் சோதனை தீரும் என் வேதனை இனிய நேசோதனே தீருவென் வேதனை இனியேன் சோதனே கீரும் என்ற வேதனை நிறைய கொத்துவே தருவீர்கள் அருட்டேனை புனித நிறைய கொத்துவே தருவீர்கள் அருட்டேனையே தயவு செய்தாள் ஐயா தமி காரம் ஐயா நாது ஐயா தமி Yayaya, ended by Urayaya Daming a new car, a yah கை கட்டி நான் செய்த பொல்லாத பிழைய எண்ணி தேணி கை கட்டி நான் செய்த பொல்லாத பிழையல் எண்ணி நாணிக்கையோடு தலை குனிந்து உங்கள் நருந்தருக மாணிக்க வாசலில் வந்து வாசலில் வந்து கட்டி நான் செய்த பொல்லாத பிடி எண்ணி நாணிக்கையோடு தலைகுனிந்து உங்கள் நருந்தருகா மாணிக்க வாசலில் வந்து என் உடலை மலரடிக்கு காணிக்க வைத்துவிட்டேன் யாஷா ஹமீ ya saul hani ya saul hani arase arase ara nanavi tirte re gunanavi tirte re ronanavi sir bere re pratham nadare gunanavi sir bere re pratham nadare gunanavi tirte re மு தனமோ செய்வோ தரு உபகாரரே தனமோ சீடம் தரு உபகார மனங்கமல் நாகூரி அரசீக பீரே அரச தெவீக திரே குணநவி திருவேரரே குதநாதரே குணநவி திருவேரே ஆக அழிக்க வல்ல ஆண்டவன் சோழரே அழிக்க வல்ல ஆண்டவனும் தோழரே அனைவருக்கும் பொதுவாழ் பொதவும் கம்பீரரே ஆக அழிக்க வல்ல ஆண்டவனும் தோழரே அனைவருக்கும் பொதுவாழ் பொதவும் கம்பீரர் நீதர நீர் கெட்ட வறுமையை நீதர நிறமு பணுங்கு போட்டும் அடுமலை ஆழிற நிறமு பணுங்கு ओत आदमीय आळिरे गुणनदी तिरदेरे भक्ताना रे गुणनदी सिर मेरे रे ओ पदुनादरे गुणनदी तिरदेरे ாத நதி திரு கேர கு துமநாட ரே குண நதி திருகேரே நாண்டவரே குண்ட நதி आओ खाते हो अल्लाह गुणहोताति नो रहस्यिय करुणा ஒனை படைது மதான அமாவன் கர்த்தம் தனி வெளி ஆக்கிட நினைக்கல் ஒரு தனாயிருந்தோர் ஒளிவினை படைத்து நூறு முகம் மதந்தனை அழிந்து நூறு முகம் மதங்கள في غربه العمل مرسال علي بدليل يوم يرقدني من قدابه من دليل اكند نورك تضوي انت كولجيه غربه الاحمد المليان علي بدليل يوم يرقدني من قدابه من دليل பெரித்த ந студடில் கெங்கி புண்ணும் Ρாக்கின் கருரலை சுங்கி மன்னையும் குணினயும் மனிக்கத் கேதின் க opinம் consumptionருத்தின் விகலைம் பிறககு மச்சியும்